பிரியங்காவுக்கே அக்ஷரா விதிமீறியதை பற்றிய விமர்சனம் இருந்தது வந்து எழுதி காட்டுறது சொல்லிருந்தாங்க யார பத்தியும் இது பண்ண கூடாது விமர்சகர்கள் நாம சரியா இருக்கமாங்கறத பாத்துனோம் நீங்க அந்த மாதிரி செஞ்சதே இல்லையா நான் எழுதியெல்லாம் கொடுக்கல சார் எதுவுமே நீங்க நிரூபி கையில எழுதி காட்டினத பாத்தோம் அதுதான் இப்ப இவங்கெல்லாம் பேச அக்ஷரா மட்டும் இல்ல அனைவருக்கும் விதிகள் பொதுவான